ியளி பொ எதாக வேண்டும் தமிழ் செய்கின்றக்கிங்க தேசத்துக்கு அறிம்சையை ஆங்கேசத்துக்கு அறிம்சையை ஆட புகட்டியவா வீரன் டெல்லி பதில் வீர வணக்கம் தமிழில் வீர வணக்கம் மீர வணக்கம் தமிழர் என்று தேசம் அமைய தமிழர் என்று தேசம் அமைய தன் உயிரை கருவியாக்கி மாடியமா வீரன் யாக தீப தீவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் மீற வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் அவன் கண்ட கதவியை ஈழ தேசம் அமைத்திட உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் கனவை நிறைவேற்ற ாம் தமிழர் அரசு அமைக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதியை ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் யார் தீபம் தீபனுக்கு நாம் தமிழர் வீர வணக்கம் நாம் தமிழர் தமிழீழ தாயக விடுதலை போராட்டத்தில் பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியே எங்களின் ஈகை போராளி அண்ணன் திலீபன் அவருடைய நினைவு நாளின்று ஆயுதமற்ற சூழலில் எந்த ஆயுதத்தை வைத்து நம்மை நம் இனத்தை அழித்து ஒழிக்க துடிக்கிறதோ சிங்கள இனவெறி ஆதிக்கம் அதே ஆயுதத்தை வைத்துத்தான் தன் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்ற சூழலுக்கு எங்களின் தலைவர் தள்ளப்பட்ட பிறகு ஆயுதமற்ற நிலையில் உயிரையே ஆயுதமாக ஏந்துவது என்று முடிவெடுத்தார் அவருடைய முடிவின் வழியில் தன்னுடைய இன்னுயிரையே ஆயுதமாக ஏந்தி ஈகம் செய்து ஈகப் பேரொழியாக இன்றைக்கு விளங்குகிற எங்களுடைய அண்ணன் திலீபன் அவர்கள் பனிரெண்டு நாட்கள் ஒரு சொட்டு நீரும் அருந்தாது பசியையே பெரும் கருவியாக மாற்றி இந்த உலக மானுட சமூகத்தின் மனச்சான் ஒழிக்கினார் அவர் எந்த நோக்கத்திற்காக இன்னுயிரை ஈந்தாரோ அந்த நோக்கம் அப்படியே இருக்கிறது அதை அந்த மகத்தான மாவீரனுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளில் உலகெங்கும் பறை வாழுகிற தமிழ் பெருங்குடியின் மக்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை அவர் எந்த லட்சிய உறுதியோடு உயிரே போனாலும் சரி இந்த போராட்ட வடிவத்திலிருந்து பின்வாங்குவதில்லை என்ற உறுதியோடு நின்றாரோ அதே உறுதியோடு நின்று வென்று முடிப்போம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நாங்கள் எங்களுடைய அண்ணன் திலீபனவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும் இந்த உறுதியை ஏற்று எங்களின் அண்ணன் ஈகை பேரொழி திலீபனவர்களுக்கு வீர நாம் தமிழர் கட்சி செலுத்துகிறது இது ரொம்ப பொறுப்புணர்வோடும் இதை கவனமாக அணுகணும் இதை ஒரு பக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு எஸ்டிபிஐ என்கிற அரசியல் இயக்கம் இது ரெண்டுலேயும் நாடங்களும் அதாவது இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் எல்லா மாநிலங்களும் இருக்கிற முதன்மை பொறுப்பாளர்கள் என்ஐஏ என்கிற அந்த அமைப்பு மூலமாக கைது செய்யப்படுவது அதுக்கப்புறம் சரியாக அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே பேரணி நடத்தணும்னு அனுமதி கேட்பது அது குறிப்பாக காந்தி பிறந்தநாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை கொன்ற கோட்சை எந்த அமைப்பில் இருந்தாரோ ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு காந்தி பிறந்தநாளில் பேரணி நடத்துவது இப்போ நீங்கள் இதை நுட்பமாக கவனிக்கணும் இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி அல்லது மற்ற அரசியல் இயக்கங்கள் ஒரு பேரணி நடத்தணும் ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு மக்கள் பிரச்சனையை முன் வச்சு அப்படியே பேரணி நடத்துவோம் இப்போ குறிப்பாக காவிரி நதிநீர் உரிமை அல்லது முல்லைப்பெரியாற்று உரிமை இல்லை தஞ்சையை வேதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க இப்படியேதான் அரசு கோரிக்கை வச்சு நம்ம பேரணி நடத்தும் அதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிற பட்டிருக்கு பல தடவை நாங்கள் பேரணி கேட்டு மறுக்கப்பட்டிருக்கோம் பெரும் எண்ணிக்கையில் கூடுவார்கள் இங்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது அது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அரசு மறுக்கும் இல்லை எந்த நோக்கத்தையுமே முன்வைக்காமல் ஐம்பது இடங்களுக்கு மேலே அப்படின்னா ஐம்பது இடம் மாநிலம் முழுமைக்கும் நடத்தப்போகுது பேரணியும் நடத்தப்போகுது இப்போ எந்த நோக்கத்தை முன் வச்சு அது நடத்துது என்ன கோரிக்கையை முன்வைக்குது அது இருக்கிற அது போய் மத கலவரங்களை வன்முறையை தூண்டுவது போல் பேசுவது அதனுடைய நோக்கமாக இருக்கும் இந்த சூழ்நிலை இது கிட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவில் இருக்கிற அவங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் வீடுகளில் குண்டு வீசப்படுது அப்படிங்கிறது எப்படிப்பா கடந்த காலங்களில் அதுக்கு என் அலைபேசியில் கூட சான்றுகள் இருக்குது நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இவர்களே அவங்க காரு வந்து தீ வச்சு கொண்டு இவங்களே அவங்க வீடுகளில் கொண்டு வச்சு அதெல்லாம் மறுபடியும் கண்காணிப்பு கருவில் வந்து வெளி வெளி வந்துச்சு அப்படி நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ உண்மையிலேயே இந்த இந்த குண்டுகளை வீசுறது இஸ்லாமியர்களா அல்லது யாருன்னு பார்க்கணும் நீங்கள் என்ன காட்ட விரும்புது என்னதுன்னா இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிராக வீசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எதிராக எஸ்டிபி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆ அந்த தோழர்கள் உறுப்பினர்கள் கைதுக்காக வீசுறாங்கங்கிற மாதிரி காட்ட நினைக்கிது நமக்கு படுத்த எடுத்தோன்னே அதுதான் தோணும் ஆனால் உண்மையிலேயே வீசுவார் நான் அறிந்தவர் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிற அன்பு உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தேவையற்ற பிரச்சனையும் இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மனநிலைக்கு அவங்க போகமாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஆழ்ந்து அதை கவனித்து கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது காரணம் வந்து உண்டு வீசுறது யார் ஏன்னா இவங்களே வீசிட்டு ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு இவர்களே தூண்டுவார்கள் ஏன்னா கடந்த கால சான்று அதெல்லாம் காட்டுது அப்படிங்கும்போது இதை ரொம்ப கவனமாக அணுகணும் மக்களும் வந்து இது பாருங்கள் இவர் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா வீட்டில் குண்டுனாவே இஸ்லாமியர் தான் வீசியிருப்பாரு ஒரு மனநிலைக்கு நீங்கள் எடுத்தோடனே வந்துடக்கூடாது ஓ வந்துடக்கூடாது அதை பாஜகளை பாஜக வீசிட்டாங்க இந்த சான்று இருக்குது வீசி இருக்கிறாங்க அவங்களே அவங்க வாகனங்களுக்கு தீவிச்சு கொடுத்துட்டு அவங்க வீடுகளை குண்டுகளை வீசிவிட்டு பள்ளி போட முயற்சிச்சிருக்காங்கங்கிற சான்று இருக்குது அதுபோல் இதையும் ஏன் செய்திருக்கக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற கேள்வி நம்ம கேளுவோம் அதனால தான் கவனமானுங்கிறோம் நம்ம பாரதிய ஜனதா தான் வீச்சிருக்குன்னு அப்படி சொல்ல முடியாது இல்லை இவ்வளோ உழவுப்படை இவ்வளோ சிபிசிடி இவ்வளவு காவல்துறை எல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு நாம் நாமே அதை சொன்ன கண்டுபிடிங்க உண்மையிலேயே இஸ்லாமிய மக்கள் வந்து வீசியிருந்தால் நடவடிக்கை எடுக்க எடுங்க இப்போ மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் பயமுண்ணு அது நீங்கள் நடவடிக்கை எடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் மக்கள் உளவியலாக ஒரு இந்த எண்ணத்துக்கு உடனே வந்துடக்கூடாது அது நம்ம மக்களுக்கான ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இது இது ஒரு என்ன சொல்கிறது மத வெறுப்பு வந்து அப்படி வரக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறது பாஜக யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் தம்பி நினைக்கிறார் அவ என்னை என்ஐஏ வந்து அவங்கக்கிட்ட இருக்குது என்ஐஏங்கிறது என்ஐயை உருவாக்குனது காங்கிரஸ் தான் ராகுல் கூட இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தோழர் உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் போது அது வந்து மதவாதத்தை எந்த வடிவத்தில் இருக்க முடியாது என்ஐஏக்கே கட்டுப்பட்டு இருக்கணும் ஏன்னா இவர் எதிர்க்க முடியாது ஏன்னா என்ஐஏ கொண்டு வந்த மகாராஷாக்களை இவங்க தான் அவங்க பெற்று பேர் வச்சாங்க இவங்க வளர்க்குறாரு உங்களுக்கு புரித நினைக்கணுமா மோடியையாக வளர்க்கிறாரு எல்லா திட்டங்களையும் வேர் தேடி போனீங்கன்னா நீங்கள் வெறுக்கிறீங்களா பாரதிய ஜனதா செயல்படுத்திடுச்சி அது வேறு தேடி போனீங்கன்னா வேறு எங்கே இருக்குது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது அப்போ இது பாரதிய ஜனதா தானே ஆளுது அப்புறம் அவங்க கையில் இருக்கிறது அவங்க சொல்கிற அழுத்தத்தினால அவங்க சொல்லி கைது பண்ணுன்றாங்க அது இருக்கும் நீங்கள் இப்போ அது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இதுக்கு வந்து நாங்கள்லாம் கேட்கும்போது அரசு எவ்வளவு கடுமையாக தர்க்கம் செய்யும்னு நினைக்கிறீங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவ்வளவு கடுமையாக தர்க்கம் செய்வாங்க ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அரசு தரப்பு வழக்கில் பிரபாகரன் ஒரு நான் ஒரு வழக்கறிஞர் அது வாதிட்டார்ன்னு என்ன சொல்லியிருக்காருன்னு நினை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்குது அந்த இடத்துல அதுக்கெல்லாம் காவலர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க பா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க அதனால் இதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் அது அந்த கூட்டத்துக்கு அனுமதி பேர் இன்னைக்கு அனுமதி கொடுக்கூடாங்கன்னா நீதிபதின்னு ஒரு சொத்தை ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு சொதப்பல் காரணமாக இருக்குன்னு கிராம சபை கூட்டத்துக்கு காவலர்களை கொண்டு குவிக்கணும்னு கேட்டு நீங்கள் நடத்திக்கிங்கன்னு பிடிச்சார் இது தர்க்கமாக ஒரு இணக்கப்பாடோடு இருக்கிற இந்த மக்கள் தமிழ் தமிழ்நாட்டில் மக்கள் என்ன மதம் என்ன வழிபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இங்கே ஒரு பெரிய மத கலவரங்கள் ஏற்படலை மற்ற மற்ற வட மாநிலங்களைப் அந்த சூழலில் இந்த மாதிரியான பேரணியை நடத்துவது இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான முழக்கங்களை தான் இவங்க வைப்பாங்க நீங்கள் பேரணியில் பார்க்க போகிறீங்க கூடி பேசுகிறது பூரா மத தூண்டுவது போல தான் பேசுவாங்க அப்படி தான் பேசுவாங்க மதம் உயர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் சொல்லிவிட்டு போங்க ஆனால் பிறர் வழிபாட்டையும் பிறர் வழிபடுகிற மார்க்கத்தையும் மதத்தையும் குறைச்சி சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது அது என் மதம் உயர்ந்தது வழிபடு அவர் மதமும் உயர்ந்தது வழிபடு இதுதான் நம்ம கோட்பாடு அப்படி அப்படி நடக்காது நீங்கள் அவரை சந்திக்கும்போது எப்படி கட்டுப்படுத்துவீங்கன்னு ஒரு தடவை கேளுங்க இப்போ இப்போ இப்படி பேசுகிறதுக்குல்ல இப்படி பேசுகிறது இந்த மாதிரி பேச்சுக்களுக்காக தான் அவங்க இந்த இந்த வேலையை செய்கிறதை இது வந்து குண்டுவீச்சு வந்து இப்போ அவர் பேச்சில் என்ன தெரியுது இஸ்லாமியர்கள் வந்து எங்கள் மேலே எறிகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டு சொல்கிறார் இதெல்லாம் அப்போ அந்த போக்கு என்ன ஆயிரும்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் குடியலுக்குள்ள அந்த இதில் ஒரு மத வெறுப்பு வந்து அது மனித வெறுப்பாக மாறி மிகப்பெரிய வன்முறை காட நாடு மாறிடும் அதை இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஆண்டபோதும் சரி அம்மையார் ஜெயலலிதா ஆண்டபோதும் சரி அவங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கெலாம் அனுமதி கட்டி அம்மையார் ஜெயலலிதாவெலாம் மறுத்தது இருக்குது எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடய கூட்டணி வச்சு ஆண்டபோது கூட இந்த மாதிரி பேரணிகள் இதெல்லாம் நடக்கலை இவ்வளவு சாக வகுப்புகள் அதெல்லாம் நடக்கலை அப்போ இந்த அரசு அவங்க பேனா வச்சுக்கணும்னு அனுமதி கொடுக்குறாங்க நீங்க பேரணி நடத்திக்கிறோன்னு அனுமதி அவங்க கடந்த காலத்துல இல்ல கடந்த காலத்துல இப்ப இப்ப நான் இதே மாதிரி ஐம்பது இடம் கூட வேணாம் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமிய சிறை விடுதலை செய்யுங்கன்னு ஒரு பேரணியை நடத்துகிறேன் எனக்கு அனுமதி தர சொல்வீங்களா இல்லை தவிசெய்து நீங்கள் பேசி வாங்கி தருவீங்களா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வேணாம் நீ வந்து ஓஎன்ஜிசிக்கு மறுபடியும் மறுபடியும் அனுமதி கொடுக்காத நீ கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த மைய மலையை வெட்டி கேரளாவுக்கு கடத்தாத அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு நான் பேரணி நடத்துகிறேன் கன்னியாகுமரியில் நடத்துகிறேன் அனுமதி தருவாங்களா அதே நீதிமன்றத்துக்கு போனால் எனக்கு எப்படி பாதிடுறாங்கன்னு என் பக்கத்தில்ன்னு பாருங்கள் நான் போடுறேன் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு எவ்வளவு கடுமையாக எதுக்குதுன்னு பாருங்கள் இருக்கிற நீதிபதிகளில் பத்து பேர்னால் ஒம்பது பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் எப்படி நீதி வரும் தீர்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும் அது உயர்நீதிம ஆம் தமிழருக்கு நிறைய திட்டம் இருக்குது பேரணி நடத்துகிறதுக்கு ஆனால் அனுமதி இருக்காங்கிறதான் பிரச்சனை எனக்கு எனக்கு வந்து கூட்டம் போடுறதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கே அனுமதி இல்லை எங்கே மக்கள் நடமாட்டம் இல்லையோ அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க ஓ உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தான் அந்த இடம்லாம் இப்போ கொடுக்குறது இல்லைன்றவாங்க நாங்கள் கேட்டோம்னா அதனால் அதுதான் திமுக அது தெரிஞ்சுதானே நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க ஒரு மதிப்பு மிக்க ஒருத்த ஒரு அமைச்சரு ஒரு கல்வியாளர் சொல்கிறார் ஓசியில் போறிய எப்படி போறிய ஓசியில் போறியும் கேவலமாக பார்க்குறேன் இந்த மக்களை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இவங்க தான் சுயமரியாதை பேசியவர்கள் இவங்க தான் சுயமரியாதை இந்த என்ன சொல்கிறது தன்மானம் இதெல்லாம் பேசினவங்க கடைசியாக இப்படி மக்களை வந்து ஓசியில்ன்றாரு உட்கார்ந்துருக்கிற தங்கச்சியை கூப்பிட்டு நீ எஸ்சி தினம தாழ்த்தப்பட்ட உள்ள தினமா அப்படின்றாரு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நின்று அவ கதை மாமன்ற உறுப்பினராக இருக்கா இவங்க ஓட்ட ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்தா முன்னாடிலாம் தாழ்த்தப்பட்டவங்க வந்து தெருவில் நடமாட முடியாது ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் தெருவில் நடமாட முடியாது ஆனால் இன்றைக்கி அந்த உரிமையெல்லாம் வந்திருக்குன்னா யார் காரணம் பெரியார் அவர்கள் போட்ட இந்த நிறுவனர் உறவருங்கிறது நாங்க ஆதி தமிழ் குடி குன்றியில் வாழ்ந்த மக்கள் இன் உச்சரிப்பில் குன்றிக் குன்றி குறவர் என்று அழைக்கப்படுறோம் குறவர் குடி மக்கள் இருந்தால் நாங்கள் இவ்வளோ அதுக்கப்புறம் ஆயர் ஆகிறோம் கோணம் ஆயர் அதுக்கப்புறம் பாண்டியர் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பறவி வார அப்புறம் பரதவர்கள் மீனவர்கள் இந்த குடியில் இருந்தால் எல்லா குடியும் தலைக்குது இப்போ அதில் குறவர் குடி ஆதி தமிழ் குடி அந்த பேரை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மகாராஷ்ட்ராலேருந்து வந்த இந்த அக்கி பிக்கி இந்த நக்கலை இந்த நரிக்காரர்கள் போட்டு அந்த பேரை நரிக்குறவர்கள் மாற்றி விட்டுரு அது அந்த பட்டம் அந்த பேர் எங்களுக்கு வந்து சேர்ந்துருது ஒரு கடுவாய்ப்பாக இப்போ மத்திய அரசு வந்து இது இது வந்து இது ஒரு பழங்குடி மக்களில் அவங்கள சேர்க்கணும்னு சொல்லி விட்டுருது அது ஒரு அவங்களும் நிலைத்த குடிகள் இல்லை நாடோடிகள் பாசிமேனி ஊசி வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இப்போ என்ன சொல்கிறார் இவர் எங்களை அதோடு சேர்க்காதீங்க ஆதி தமிழ் குடி வந்து குறவர் தனி அவங்கள அவங்க மாநிலத்தில் என்ன பேர் நரிக்காரன் கூட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு அந்த போராட்டத்தை முதல்வரை போய் சந்திக்க வைக்கிறேன்னு வந்துட்டு அவரை சந்திக்க நேரம் கிடைக்கல ஐயா கே கேஎஸ்எஸ்ஆரை போய் சந்திக்கிறாங்க பல முறை அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர் அவனை கூட சொல்லலை இவன் அமைப்பு வச்சுருக்கான் தலைவர் அதெல்லாம் விடுங்க உட்கார்ப்பான்னு கூட சொல்லலை நின்று பேசும்போது அவன் நரிக்குற அந்த உனக்குன்னா நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு இழிபடுத்தி கேவலமாக பேசி பா இது இதுதான் ஐயா பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவர்களும் இவர்கள் கற்றுக் கொடுத்த பண்பாடு எந்திரிக்க முடியாத காலத்தில் கூட உட்கார்ந்து இருக்கும்போது வயது முதிர்ந்தபோது கூட ஐயா பெரியார் அவர்கள் ஐந்து வயது பையன் வந்தால் கூட வாங்கன்னு கும்பிட்டு எந்திரிக்க முயற்சி செய்வாருங்கன்றாங்க ஒருத்தரை கூட சின்ன வய வயதில் யாராக இருந்தாலும் வாங்க போங்க என்று தான் கூப்பிடுவாருன்னு சொல்கிறாங்க அவற்றிலிருந்து கற்று வந்தால் அவரை அடிச்சு வடியில் அடி அடிச்சு நடக்கிற பண்பாடு இதுதானே கொடுமை அதுவும் ஐயா பொன்முடியலை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை விளம்பெரிய கல்வியாளர் அவர் படித்தவர் இப்படி வார்த்தைகளை வந்து எதில் போகிறீங்க ஓசியில் போகிறீங்க யார் உங் உங்கள் உங்கள் பரம்பரை உங்கள் நீங்கள் போட்டோ வாங்கி காசு போட்டு வாங்கின சொந்த பேருந்தா அது எங்கள் வரியில் வாங்கலையா அது எங்கள் வரியில் வாங்கலையா கொடுமை ஒரு திமுக நாங்கள் தான் அவங்களே வந்து இப்போ நான் ஈழத்தமிழர்களை அழிச்ச அழிக்க நினைச்ச அது அழிச்ச ராஜீவ்காந்தி க கருணாநிதியெல்லாம் நாங்கள் தான் கல்லறைக்கு அனுப்பணும்னு பேசினா நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் எங்கள் எங்கள் மக்களை அழித்து ஒழிக்கிறதுக்கான துரோகத்தை செய்த கருணாநிதி அவர்களை தான் கல்லறைக்கு அனுப்பணும்னு பேசினா எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த திமிர் பேச்சு தான் திமிர் பேச்சு இதெல்லாம் அதிகாரத்துக்கு வந்து திமிர் பேச்சு இதெல்லாம் திராவிட மாடலில் வருது பிரிச்சுக்குங்க தமிழ் தமிழ் தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து மொழி நமக்கு உயிர் தமிழ் அப்படி தமிழ் பரப்பு தமிழ் வளர்ச்சிக்கு பரப்புற பள்ளிக்கூடத்தில் படிக்க வழி இல்லை அரசு கோப்புகளை தமிழ் இல்லை வணிக நிறுவனங்கள் பேர்பலைகளில் தமிழ் இல்லை தெருவில் தெருவே கிடையாது ஸ்ட்ரீட் தான் இருக்குது நிலச்சாலை கிடையாது அவனியூ தான் இருக்குது குடியிருப்புகள் கிடையாது ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது இங்கே எல்லாமே இந்த நிலையில் தமிழ் பரப்புற ஆனால் பேரதுல திராவிட மாடல் திராவிட சமஸ்கிருதம் மாடல் இங்கிலீஷு எப்படி தமிழ் வளருது கேவலம் கேவலம் இதெல்லாம் இதெல்லாம் இதுதான் திராவிட மாடல் திராவிடம்ங்கிற சொல் தமிழ் சொல்லா இல்லை அப்போ மாடலுங்கிறது தமிழா எப்படி வளர்க்குறீங்க தமிழ மேடைக்கு மேடை திராவிட மாடல் கொஞ்ச நாள் சட்டை கிழ்ச்சிட்டு திராவிட மாடல் திராவிட மாடல் யார் அவன் பைத்தியம் இவங்க ஏதாவது திராவிட மாடல் காரங்கன்னு வருதில்லையுறது கொஞ்ச நாளை பிச்சுக்கிட்டு சுத்த போறீங்க அண்ணன் குறிப்பிட்டாருன்னா தம்பி குறிக்கிட விரும்பலை வேறு வேறு இனிமேல் அவனுக்கு இடம் எது முப்பத்தி மூணு கிலோமீட்ரு நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்ரு ஒரு இடத்துல நம்ம தடுப்பணை கட்டளை அந்த இடத்துல தம்பி அது எங்கேடா கட்டிருக்கு இன்னொரு தடுப்பணை கடல் ஓரத்தில் மகாவடிப்புறம் கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்சி இருக்குது அது வாயலூரில் மற்றபடி நம்ம நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டரு நமக்கு நான் கொடுத்துருக்கோம் வரைவில் நம்ம கட்டலை அவன் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருந்தாலே போதுமானதுன்னு இருக்குது அது சந்திரபாபு நாயுடு இருக்கும்போதே அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒன்று ஒன்று கட்டிட்டார் இப்போ இனிமேல் அது எங்கள் இடம் இருக்குது அது கட்டுறதுக்கு அதனால் கட்டுவாங்க அவன் அணை கட்ட போராடுவான் நம்ம அவன் ரெண்டாயிரத்து இன்னூறு தடுப்பணை கட்டை நம்ம மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இன்னூறு டாஸ்மார்க்கு திறக்க இது ரெண்டுக்கும் எது சிறந்த ஆட்சின்னு பார்த்துக்குறங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் சத்திரியருங்கிறது வீரம் போர் வீரங்கிறத குறிக்கிறது தமிழ் சொல்லுவது சமஸ்கிருதம் சொல்லுவது சத்திரியங்கிறது அவ அதை சொல்கிற அந்த சத்திரியர்களில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கிறாங்களா சத்திரியர்கள் ஒன்றிணையணும் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை எங்கள் ஐயாட்ட கேட்குறது பாட்டாளி மக்கள் ஒன்றிணைப்பில் ஆதி பறையர் குடி இருக்குதா இந்த சத்திரியர்களில் ஒன்றிணைப்பில் இந்த அந்த சத்திரியர் கூட்டத்துக்குள்ளே இது இருக்குதா இந்த ஆதி தமிழ் குடி இருக்குதா அதுதான் கேள்வி தமிழ் சொல் இல்லைங்கிறேன் வீரமரபினருங்கிறது இருக்குல்ல போர் மரபினர் வீரமரபினருங்கிறதான் சத்திரியன் அப்படின்னு சொல்கிறன்னா சத்திரியன்னா அஞ்சாதவன் வீரன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அது தமிழ் சொல் இல்லாது சத்திரியன்கிறது நீயே கேள்வியை கேட்டு நீயே பதவி சொல்ற அப்புறம் அண்ணன்ட்டு கேட்குறேன் சரி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அங்கே குண்டு வீசப்படுது அங்கங்கே கொளர நடக்குது கருத்து நீ சொன்னதை கருத்து தான் எனக்கு தனி கருத்து கிடையாது இந்த கருத்து இந்த கருத்தை நான் ஏற்கிறேன் அவருக்கு இந்த ஆர் என் ரவி கொடுத்த மாதிரி ஐயா இலக்கணம் கொடுத்த மாதிரி அந்த பிஜேபி தலைவர்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் குறிப்பாக மோடிக்கு ஏதாவது ஒரு மாநில தூக்கி ஆளுநரை போட்டு கொடுங்க தயவு செய்து ஐயோ பாருங்க நான் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருக்கோம் பார்த்தீங்களா டரர் பீஸாக இருக்கணும் நாங்கள் தான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறோம் அப்படின்னா அவங்க அவங்க பண்ற அநியாயம் அது வந்து வெளியில் வந்துட கூட அடுத்த மேல தூக்கி செய்யுது பெருமை தான் நாங்கள் தான் பெருமை தான் கருதுனேன் பரவாயில்ல சட்டம் ஒழுங்குலாம் கெடுதலா அப்படின்னு இருக்குல்ல மயில் போயிட்டு வந்து ீங்க <pineapple cabbage> சுகுமார்! <tos> சு